குருவே சரணம் இன்னும் நான் நாலஞ்சு மாதத்தில வீடு கட்டிடுவேன் கிரக பிரக கிரகவேசத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வாரீங்க உங்களோட ஃபோட்டோவை தான் நான் வீட்டுக்கு முன்னாடி மாட்டுறேன் இது நிச்சயம் நடக்கும் இது இப்போ நினைக்கல நான் நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே என் மனசில் தோணுது இது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நான் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களை நான் தமிழ்நாட்டில் சந்திப்பேன் என்னோடய புதுமான விழாவுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களோட காலடி தான் உள்ளட பக படணும் என்னோடய நம்பிக்கை இது குருவே சரணம் இது கூடிய விரைவில் நடக்கும் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரே காரணம் தான் விட்டா வேற காரணமே கிடையாது சுதான்னு பேர் வச்சிருக்கீங்க சதீஷ்குமார்னு வச்சிருக்கீங்க மணிமாறன் வச்சிருக்கீங்க கண்ணான்னு வச்சிருக்கீங்க சண்முகம் வச்சிருக்கீங்க சுந்தரவல்லி வச்சிருக்கீங்க பிரபாகரன் நித்யா எழிலரசி லோகேஸ்வரன் யுகந்திலி ஜெயராம் லட்சுமி ராமசாமி பாலசுப்ரமணியம் இத்தனை பேர் இருக்கு இத்தனை லேக்கா பிரேம ராணி பொள்ளாச்சி இத்தனை பேர் இருக்குது பேரு வச்சு வளர்ந்து இத்தனை வயசு ஆயிடுச்சு ஒரு இருபத்தஞ்சு வயசு இல்ல ஒரு முப்பது வயசும் கூட வச்சுக்கோங்க இல்ல ஒரு நாப்பது ஐம்பது கூட வச்சுக்கோங்களேன் என்ன சாதிச்சிட்டோம் நம்ம நான் என்னையும் சேர்த்து தான் கேக்குறேன் உங்க கிளப்ல என்ன முடிச்சு விட்டாங்க இல்ல அப்ப எந்த ஒரு அறிவு வேறுமோ அந்த அறிவு இல்லை எந்த அறிவு ஆத்ம ஞான அறிவு ஆத்ம ஞான அறிவு வந்தாதான் ஒவ்வொரு வேலையில அந்த திருப்தி என்பதே கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் பணம் வருது ஆனா நிம்மதி வரலையே ஏன் யோசிக்கணும்ல அதாவது பணம் வந்தா நிம்மதி வந்துடும் பணம் வந்து உங்ககிட்ட கேட்டு பாருங்க நிம்மதி இருக்கான்னு கேளுங்க உங்களுக்கு உங்க சைஸ்ல பிரச்சனை தான் அம்பானி அம்பானி சைஸ்ல பிரச்சனை இருக்குது பில்கேட்ஸுக்கு அவர் சைஸ்ல பிரச்சனை இருக்குது அவர் சைஸ்ல காண்ட்ரவர் இருக்கு பணம் வந்துட்டாவே பின்னாடி பிரச்சனை வருதுன்னு அர்த்தம் தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுங்க கழுத்துக்கு கீழே வரைக்கும் பணம் இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது ஆட நீயா பாக்கெட்டுக்கு என்ன பணத்தை பாக்கலன்னு பல பேர் சொல்றீங்க சொல்றேன் அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கு அப்படின்ற பட்சத்தில் கழுத்திற்கு கீழே இருக்கிற வரைக்கும் பணம் பிரச்சனை கிடையாது கழுத்திற்கு மேலே போகும்போது அந்த பணத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நீங்கள் ஆளாகி விடு எனக்கு மடியில கனம் இல்லை அதனால போற வழியில பயம் இல்லைன்ற ஆர்த்திய கேள்விப்பட்டிருக்கீங்களா எளி பட்டிருக்கீங்களாங்க எனக்கு மடியில கனம் இல்லைங்க அதனால போற வழியில பயன் அப்படின்னு தெரியுமா பாத்திரலாமா இப்ப என்ன மகாவிஷ்ணு நடோட படு அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்க நான் பாட்டுக்கு படுப்பேன் கீழே ஒரு துண்டை விரிச்சு படுப்பேன் படுப்பேன் சட்டையை கழட்டி போட்டு கொடுப்பேன் ஜாலியா படுப்பேன் இதுவே உங்க உங்ககிட்ட நான் வந்து ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பாக்கெட்ல அமௌண்ட் கொடுத்து பத்திரமா வச்சுங்க நான் வந்துறேன் அப்படின்னா நீ எப்படிங்க நான் படுக்கீங்களா ஏ பேசுனீங்க ஏன் படுக்க மாட்டீங்க முதல்ல படுக்கவே மாட்டேங்க அவன் எப்படிங்க பணத்தை வச்சுட்டு படுப்பான் அப்படின்றீங்களா பாதி பேரு நாயங்க பணத்தை வச்சு நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு நாயான்டா சுடுகாட்டுக்கு போறேன்னு கேட்கிறீங்களா ஏன் படுக்க மாட்டீங்கன்னா பயம் திருடா வந்துட்டா குடிங்கிட்டு போயிடுவானோ கழுத்தறுத்து போட்டுருவானோ காதறுத்து போட்டுருவானோ இப்ப சொல்லுங்க பணம் என்பது வெட்டி பந்தாவா இல்ல உங்க சேஃப்டிக்கு நினைச்சு வாழ்த்துக்கிட்டு இருக்கீங்க உண்மையான லிபரேஷன் எங்க இருக்கு மடியில கனம் இல்லாதப்பதான் இருக்கும் இத சிம்பிளா சொல்ல முடியுமா யாராவது வாழ்க்கைய உங்களுக்கு இருக்கிறதுலயே இருக்கிறதுலயே சிம்பிளஸ்ட் வேலை சொல்லி தரேன் இருக்கிறதே சிம்பிளஸ்டு கோரக்கர் ஒரு சித்தர் இருந்தார் தெரியும் கோரக்கர் சித்தரோட குரு முன்னாள் குரு மச்சேந்திரநாதர் மச்சேந்திர முனிவர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு டைம் ஒரு ஊர் வழியா போறப்போ ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி எனக்கு குழந்தை வர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இவர் வந்து பாத்தோம்னா விபூதி எடுத்து கொள்ளப்பக்கம் போடுறாரு கொள்ளப்பக்கம் போட்டோடனே என்னங்க பண்றீங்க ஒன்னும் புரியலன்னொன்னே கோரக்கா எழுந்து வாடா அப்படின்னு பின்னாடி போய் கத்துறாரா எழுந்து வராரா ஒரு குழந்தை வருதான் ஒரு ஞான குழந்தை இந்த உன் குழந்தை நீ வச்சுக்க அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை பிறந்து வருது ஒரு கட்டத்துல அந்த குருக்கிட்ட அது நிறைய வித்தைகள் கத்துக்குது அந்த கேரக்டர் அப்புறம் கோரக்கற மாறுது ஒரு கட்டத்துக்கு மேல அப்புறம் குருநாதர் பாருங்க எல்லா வித்தையிலையும் கத்து யாரு குருநாதர் ஏன் வந்து என்னைய குருன்னு கூப்பிட வேணாம்னு இதுவும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா எப்பேற்பட்ட ஆளையும் தண்ணி குடிக்க வச்சு அப்ப பணிவு தன்னடக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஆன்மீகத்துல அப்படி இல்லைன்னா எந்த நிலையிலயும் நம்மள சர்க்கல் பண்ணிணோம் நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன நடந்ததுன்னு சொல்றேன் கேளுங்க அப்ப என்ன ஒரு கட்டத்துல மச்சேந்திரநாதருக்கு ஒரு சோதனை அவரோட யோக வாழ்க்கைக்கு ஒரு சோதனை அவர் வந்து பெண் மாயையில போய் சிக்கணும் அப்படின்னு நீங்க உடனே பெண் மாயைன்னு அப்ப ஆண்கள் நல்லவங்க நினைக்காதீங்க பெண்களுக்கு ஆண்கள் மாயை ஆண்களுக்கு பெண்கள் மாயை ரெண்டுமே மாயை தான் பேசுறது பூரா மாயை தான் நிக்கிறது பூரா மாயை தான் நடக்கிறது பூரா மாயை தான் பறக்கிறது பூரா மாயைதான் சோ அவருடைய காலகட்டத்துக்கு ஒரு பெண் மாயையில சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது வராரு அப்புறம் சிக்கிறாப்புல யாரு ஒரு மிகப்பெரிய அரசி மிகப்பெரிய அரசி மீனம்மானு நினைக்கிறேன் எக்ஸாக்டா அந்த பேர் எனக்கு ஞாபகம் இல்லை ஜஸ்ட் நம்ம அரசின்னு வச்சுப்போம் அந்த அரசியை கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றாரு பாருங்க எப்படி வாழ்ந்த தகையோகி அந்த லேடியை பார்த்தோன்னே கல்யாணம் பண்ணணும்ன்ற அழகு ஏன்னா மோகன வசியம்னு சொல்லுவாங்க அது வசியம் பண்றது கிடையாது பெண்கள் தன்னைத்தானே அழகுபடுத்திக் கொள்வது என்பது அது எப்பேற்பட்ட ஆண்களை கவர்ந்து சுண்டு இழுக்கும் அந்த அந்த பேர் மோகன வசியம் அப்படின்பாங்க அதனாலதான் இந்த பெரிய பெரிய சன்னியாச மடத்தில எல்லாம் முதல்ல பெண்களை மொட்டையடிக்க சொல்லிடுவாங்க என்ன காரணம்னா முதல்ல பெண்களுக்கு தான் அழகா இருக்கிறோம்ன்ற எண்ணம் போயிடும் முடியலாதப்ப முக்கால் வாசி காம உணர்வு வரக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த இடம்தான் சோ அதை மொட்டையடிக்கும் போது பெண்களுக்கும் அந்த காம உணர்வு போயிடும் அங்க இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து ஆண்களுக்கு காம உணர்வு வராது அப்படின்றதுக்காக தான் அந்த பெண்களை மொட்டையடிக்க சொல்றது பெண்கள் விருப்பப்பட்டுதான் அந்த வேலையும் செஞ்சுப்பாங்க சோ அப்பேற்பட்ட ஒரு அழகுல மயங்கிற அவரே கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெத்துக்கிறாங்க இப்ப இந்த மேட்ரு கோரக்கருக்கு தெரிய வருது எங்க ஆளுக்கான நமக்கு எங்க போனாருன்னு பார்த்தா ஆள் போய் சிக்கி டாப்லன்னு ஆனா தெளிவா மச்சேந்திரன் சொல்லிட்டு போயிருக்கிறார் திரிகாலஞானம் உணர்ந்தவர் நிகழ் காலம் எதிர்காலம் கடந்த காலத்தை முன்னர்ந்ததுனால போகும்போதே சொல்லிட்டு போறாரு என்ன சொல்லிட்டு போறாரு டே சீடா சிசியா இந்த மாதிரி எனக்கு ஒரு கஷ்ட காலம் வரும் அப்படி ஒரு கஷ்ட காலம் வரும்போது நான் வந்து ஒரு பெ ஒரு பெண்ணோட பிடியில போய் சிக்குவேன்னு சொல்லி என்னுடைய நவகிரக பாதிப்பு சொல்லுது சோ அதனால அந்த டைம்ல என்னை எப்படியாவது வந்து காப்பாத்தி கூட்டு போயிரு முன்னாடியே சொல்லி வச்சுட்டாரு அவரு கரெக்டா அந்த டைம் வரும்போது அவர் என்ன பண்றாரு எங்க போறாரு அந்த நாட்டுக்கு இவர் திருமணம் பண்ண வாழ்க்கையில வச்சிருக்க உடல் உறவு கொள்ளணும் குழந்தைங்களை பெற்றுக்கணும் நாட்டு ஆளணும் இங்க பூரா மெட்டீரியல் லைஃப் தான் ஆனா அவரு ஸ்பிரிச்சுவல் உயர்ந்த யோகி அவரு மறுபடியும் பட்டுக்கு ஆசைப்பட்டு சபலத்துக்கு விழுந்து இப்படிப்பட்ட வருஷம் இல்ல குழந்தைங்க வேற பொறந்துருச்சு அந்த நேரம் என்ன பண்றா அரசி ஆணையிடுறா என்ன ஆணையிடுறா நம்ம நாட்டுல ஒரு துறவி உயிரோட கூட எல்லாரையும் நைட்டோட நைட்டா போட்டு தள்ளுங்கடாங்கிற மொத்த சிப்பாய்களும் கிளம்பி ஒரு துறவி விடாம எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்றாங்க எல்லாத்தையும் கழுத்தறுத்து போட்டுக் கொள்றாங்க உள்ளுக்குள்ள எவன் புதுசா வந்தாலும் போட்டு தள்ளுறாங்க அரசனுக்கு தெரியாம இது வந்து அங்க இருக்கக்கூடிய மச்சேந்திரநாதர் அந்த அரசனுக்கு தெரியாமே நடந்துட்டு ஒரு கட்டத்தில் இவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு போறக்கு உள்ள வந்தோன்னே நிலைமை இப்படி இருக்கிறது தெரிஞ்சவனே என்ன பண்றாப்புல பேண்டு வாத்தியம் வாசிக்கக்கூடிய ஒரு குழு மாறி ஒரு குழு அங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னா அரசவையில் ஒரு டான்ஸ் ஒன்று ஒரு ஒரு ஈவெண்ட் ப்ரோக்ராம் ஒன்னும் போய்கிட்டு இருக்கு உங்க பாசையில சொல்லணும்னா அந்த ஈவெண்ட்டுக்கு பேண்டு வாத்தியம் வாசிக்கக்கூடிய ஒரு ஒரு குழு தான் இவங்க அதுல வந்து மத்தவம் வாசிக்கக்கூடிய ஒரு ஆளா மாறி ஒரு என்ன பண்றாரு அப்படின்னா போறாரு உள்ள போனோடனே இவரு அடிக்கிற அடியில பார்த்தோம் இவ்வளவு முன்னாடி வேற ஆளை போட்டு தள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு உனக்கு வெல்கம் பண்ணி வரவேற்று வாங்க வாங்க போறக்கா வாங்க உட்காருங்க அப்படி பேசி இப்படி பேசி அவரு எதுவுமே பண்ணாம அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வந்து கலைந்து மறுபடியும் அவருடைய ஆடையிலே வந்து அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தும் போதுதான் தெரிந்து அரசன் என்பது அரசியோட முழு மாத பிடியில இருக்கிறத தெரிஞ்சு போச்சு வெளியில கூட்டு வர வாய்ப்பே இல்ல சீடன் நினைச்சா முடி இப்பதான் ஒரு சீடன் குருவி இருக்கணும் காரணம் இதுதான் எப்படி வேலை நடக்குது பாருங்க அடுத்து என்ன ஆகுது அடுத்து இவர் பார்த்துக்கிட்டே இருக்காப்ல இது வேலைக்கு அவர் அரசு என்ன பிளான் பண்றா இவனுக்கு சுக போகங்கள அரசு இல்ல அவ்வளவு பெரிய நிலப்பரப்பு அவ்வளவு பெரிய படை ஆஹ் பெண்கள் போகம் என்ன சாப்பாடு என்ன என்ன வேணும் உங்களுக்கு ஜவ்வாது என்ன வாசனை திரவியங்கள் என்ன தங்க காசுகள் என்ன அத்தனையும் உனக்கு கொடுத்து இவனை மயக்கி இவனே ஆஃப் பண்ணி இங்கே உட்கார வச்சுருன்னு புருசனை இங்கே லாக் பண்ணிருக்கணும்னு ஒரு முடிவை அவளுக்கு ஒருதான் முக்காலத்தையும் உணர்ந்த வராச்சு குழந்தைய வந்து வெளியில கூப்பிட்டு போறேன்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு யாரு கோரக்கூறு என்ன தெளிவா கூப்பிட்டு போறாரு பாருங்க வெளில கூட்டிட்டு போயிட்டு வேற ஆளா திருப்பி வர்றாரு அரசனுக்கும் பதறது அரசுக்கும் பதறது ரெண்டு அடிக்குது இவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி துணி துவைக்கிறதுக்காக போயிருந்தேன் பழைய டிரெஸ் எல்லாம் துவைக்கிறதுக்கு போயிருந்தேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய துணி நினைச்சு அடிச்சு அடியில தெரிச்சு பல செதில்களை செதைஞ்சு பிரிஞ்சு போனதுல செத்துட்டான் அப்படின்னு எல்லாரும் அழுது கதறி கூச்சு விட்டு என்ன அறிவு கட்டத்தை நம்ம அந்த இடத்துக்கு கூட்டு போனோம் பீஸ் பீஸா கிடைக்குது பாம்பு சதற மாதிரி அழு அழுன்னு அழுக்கிறா அழு அழு எனக்கு என் புள்ள வேணும் என் புள்ள வேணா இவரும் திட்டுறாரு மாயின் பிடியில வேற இருக்கிறாரே அவரு இவரு சித்து சித்து வேலையை போட்டாப்ல அவரு இவரு ஒரு பக்கம் இன்னும் இப்படி பண்ணிட்ட நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்ல நீ தர்மமே கிடையாது சமுதாய சட்டத்துக்குட்படாது அப்படிங்கிறார் இப்படிங்கிற மாயின் பிடியில இருக்கிறவர் உடனே அப்படியா டே எந்திரிச்சுவாடா அப்படின்னு உடனே எத்தனை பீஸ் எதறி கிடந்ததோ அத்தனை பீஸ்ல இருந்து அத்தனை குழந்தை எந்திரிச்சு அவர் இந்த அரசுக்கு பார்த்து பைத்தியமே புடிச்சிருது ஒரு கட்டத்துக்கு மேல இவனை இதுக்கப்புறம் ஊருக்குள்ள வச்சிருந்தம்னா இவர் நம்ம குழந்தைய ஏதாவது பண்ணிருவான் நம்மளையும் ஏதாவது பண்ணிருவான்னு சொல்லி தயவு செஞ்சு என் குழந்தைய கொடுத்துரு தயவு செஞ்சு என் குழந்தைய ரொம்ப கெஞ்சதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாரு ஓம் குழந்தைய நான் கொடுத்துர்றேன் முதல்ல நான் குழந்தையா அனுப்புன ஒரு மச்சேந்திரன் அவர் எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான் யாரு போறக்கர் கேட்கிறாரா சரி குழந்தைய கொடுத்துட்டு நீ கூப்பிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னு என்ன நடக்குது குழந்தை கரெக்டான சித்து வேலையை முடிச்ச உடனே குழந்தை கைக்கு வந்துருது இவரு அரசனை கூட்டிட்டு போறன்னு சொல்லி அரசியோட பிடியில இருந்து விலகி கூட்டு போறாரு வெளியில போற நேரம் அரசி என்ன பண்ற கோரக்கனுக்கு தெரியாம தங்க காசுகளை அரசனா வாழ்ந்தா போறான் போறானே துறவியா போறானே எப்படி போய் எங்க போய் எப்படி இருப்ப பாருங்க இதெல்லாம் சென்டிமெண்ட் நோட் பண்றீங்களா லவ்ஷன் என்னத்த சொல்ல கெடுக்கிறதே இப்படிதான் கெடுக்கிறது பூரா கொடுத்துதான் கெடுக்கிறது அப்புறம் தங்க காசை கொடுத்து வழியில நல்லா இருப்பான் நல்லா இருப்பா நல்லா இருப்பா போங்கப்பா போங்கப்பா எனக்கு அதனாலதான் ஒரு சில வீட்டுக்கு எல்லாம் போன கோபம் எனக்கு இந்த கதையை கண்டினியூ பண்றாங்க இந்த கதையை சொல்லிடுறேன் கதைக்குள்ள ஒரு கதை இன்ட்ரெஸ்டல் என்ன பண்றது ஒரு வீட்டுக்கெல்லாம் போனோம்னா சாப்பாட என்னமோ என்னமோ அவங்க பெரிய தான வள்ளல் மாதிரி தான பிரபு மாதிரி ஐயா சாப்பிடுங்க மகாவிஷ் ஆனா சாப்பிடுங்கப்பா சாப்பிடுப்பா சாப்பிடுமா போதுன்ற என்னங்க நீ சாப்பிடுப்பா இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு சாப்பிடுப்பாடா இவ்வளவு நல்லவங்க நம்மளும் வயிறு நிறைய சாப்பிட்டு ஒரு கட்டத்த போதும் சொல்லிடுவாங்களா தெரிஞ்சிருச்சு அவனுக்கு அதனாலதான் நிறைய வைக்கிறான் எப்படியும் ஒரு கட்டத்துல மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு சட்டி சோறை திண்டிங்களா நூத்தி இருபது ரூபா செலவாகுமா கொஞ்சம் குத்திப்பீங்களா பொரியல் வச்சுப்பீங்களா மிஞ்சி போனா இருநூத்தி ஐம்பது செலவு ஆனா அவன் காட்டுற பில்டப்பு இதுவே அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்து பத்திரம் ஏதாவது எடுத்து கொடுக்க சொல்லுங்க போதும் போதும் சொல்ற அளவுக்கு சொத்து போத்திரம் எடுத்து கொடுக்க சொல்லுங்க பேங்க் பேலன்ஸ் ஏதாவது சொல்லுங்க இல்ல அப்படி கூட டெய்லி ஜிபே போன்பேல ஏதாவது டிரான்ஸ்பர் பண்ண சொல்லுங்க அப்ப என்ன மேட்ரு போதும்னு தெரிஞ்சாதான் ஒருத்தங்க குடுக்குறக்கே தயார் நிலையில இருக்கிறான் ஆனா இந்த ம இந்த இந்த அரசு என்ன பண்றா போதும் போதுன்னு சொல்றதுக்கு மேல தங்க காசுக்கு கொடுத்து அனுப்புறான் போகும்போது இவர் திருட்டு தனமா பேக்குல வச்சுட்டு கோரக்கர்கிட்ட கேட்டுட்டே வர்றாரு கோரக்கருக்கு இந்த மேட்ரு தெரிய தெரியாது உள்ள இருக்கிறது உள்ள வசிக்கிட்டே பார்த்துக்கிட்டே பயந்துகிட்டே கேட்குறாங்க வழியில் திருடனுங்க எதாவது வருவாங்களா கோரக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு இவர் பாக்கிறாரு அதெல்லாம் வரமாட்டாங்க வாங்க அப்படி மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திருடனுங்க ஏதாவது வரக்கூடிய பகுதி ஏதாவது இந்த பக்கம் இருக்கான்னு கேட்டோன்னு இவருக்கு டவுட் வருது எதுக்கு இப்படி கேட்கறாரு இவர் சம்மந்தம் ரெண்டாம் டைமே புது ஸ்டாப்ல அப்புறம் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல குளிக்கிறக்கா போறாங்க அந்த பேகை வச்சுட்டு ரெண்டு பேர் குளிக்கிறக்கா போறாங்க குளிக்க போகும்போது கோரக்கர் எடுத்து பார்க்கறாரு ஃபுல்லாக தங்க காசி மொத்த தங்க காசி தூக்கி விசிறி அடிக்கிறாரு குளத்துக்குள்ள வந்து கத்தரம்பிச்சர் செம்ம கடுபாருக்கு கையு தர தர தர தரத்துட்டு போய் ஒரு குன்று இருந்தது பெரிய மலை அந்த மலையில வந்து ஒன் பாத்ரூம் அடிக்கிறாரா மலையே தங்கம் ஆயிருச்சாங்க வரலாரு மொத்த குச்சியும் தங்கமாயிருச்சா கண்ணால பார்த்த சாட்சி இருக்கு சார் ரசவாதம் கொடைக்கானலோட ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே அடுத்த லெவலில் நிச்சயமாக நேரடி கிளாஸ் அட்டன் பண்ணணும் நேரடி வகுப்பு அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பவர்ஃபுல்ஸ் கிளிம்சஸ் அண்ட் தீக்ஷா அப்படின்னு சொல்லி போட்ட அந்த வீடியோவுக்கு மக்களிடத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு சென்னையில நீங்க ரொம்ப அவளா எதிர்பார்த்த அந்த நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் செப்டம்பர் இருபத்தி மற்றும் இருபத்தி சனி மற்றும் ஞாயிறு ரெண்டு நாள் வகுப்பு எக்ஸ்பீரியன்சியல் ப்ரோக்ராம் செல்வத்தோட நிம்மதியா ஹாப்பியா எந்த பிரச்சனையும் எப்படின்றது அந்த சாவிய எல்லாரும் அவ்வளவு சீக்கிரம் ஓப்பனா கொடுக்காத விஷயத்தை ரொம்ப ஓப்பனா உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் சென்னை சந்திப்போம் இருபத்தி மற்றும் இருபத்தி செப்டம்பர் இரண்டாயிரத்தி நன்றி